மாது மைய பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மறுபடியும் நான் வாழ்த்து வரவேற்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளையும் இங்கிருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இந்த மாதத்துல தேவன் நமக்கு நான் அல்லது இந்த மாதத்துல பெலனை பற்றி நாம் ஆராய்ந்து அறிந்து அவைகளில நாம் நம்ம இன்னும் அதிக ஆளுங்களை கடந்து செல்லும் அதிகாரம் எடுத்து நாம் வாசித்து அதிக பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அல்லது பவர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட்ல இதுவும் ஒன்று ஒன்று மிகவும் வாசிப்போம் என்னை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இங்கிலீஷ்ல வாசிங்க பார்க்கலாம் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் உ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ mellaara munju vare indha vasanathe nammellarum vaithu andhikkidumaa neenga english la solriringala tamil la solriringala but open your mouth and confess there is power in this word there is such a positive affirmation really great great word of god right ellara solva amma ellarum 1 2 and 3 ella opening seyenga பல பரிணாமங்களை நாம் படிக்க போகிறோம் என்னை கிறிஸ்துக்கு ஒரு வேலை இருக்கீங்க அவர் நம்மை எப்படி என்பதை நாம் அடுத்த வாரங்களில் படிப்போம் அப்படி பலப்படுத்தப்படுகிறவர்களால ஒரு காரியம் நடக்கிறது அவங்க என்ன சொல்றாங்க எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கிறது இந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட குறித்து நான் பேச போகிறேன் அடுத்த வாரத்தில் இன்னுமே சுவாரஸ்யத்தோடு கூட நான் படிக்க போகிறேன் இந்த வாரம் பலனை குறித்து நாம் நாம் ஒவ்வொருத்தரும் கடந்து செல்ல போகிறோம் அவசியம் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் கடந்த வருடத்தில் நான் இந்த கொரோனா நாள பாதிக்கப்பட்ட பொழுது அவ்ளோ ஸ்ட்ரென்த் எங்க போச்சுன்னு தெரியும் நடக்க முடியல ஒரு ஒரு காலத்தை செய்வதற்கு வெரி இம்பார்ட்டன் பெரு வேலைகளிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க தொழிலோ வேலைகளோ செய்வதற்கு உங்களுக்கு தேவையானது ஒரு கப்பை தூக்கிறது கூட என்ன வேணும் வேணும் வீட்டில் சமைக்கிறதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாருக்கும் மிகவும் அவசியமாக இருக்கிறது நம்முடைய எல்லா காரியங்களும் செய்வதற்கு அவசியமான ஒரு காரியம் இந்த வசனத்தின்படி ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னை உண்டு சோர்ஸ் ஆஃப் இது இது எந்த சோர்ஸ் குறித்து சொல்லப்படுகிறது என்னது Boost is the yeah. secret of my energy In <laughs> the next week, we will talk about the secret of our strength You are going to tell what is your secret of your strength But this week, we need to understand, we need strength God created us with that innate ability We are not able to buy strength We are not able to purchase something First of all, we are not able to buy something எப்போது இந்த காலவாளையில கூட நாம் என்னெல்லாம் போச்சுன்னா எடுத்துக்கணும் நீங்க பாத்திருக்கீங்களா நம்ம இந்த ஒரு கொம்பு வச்சுட்டு இப்படி போயிட்டே இருப்பாங்க பாத்திருக்கீங்களா எதுக்காக பாத்திருக்கீங்களா அந்த கொம்புட முனையில அவங்க என்ன வச்சிருப்பாங்க ஒரு மேக்னெட் வச்சிருப்பாங்க அந்த மேக்னெட் என்ன போங்க இரும்பு என்ன மெட்டலோ ஒட்டக்கூடிய இந்த மேக்னெட்டை கண்டுபிடிச்சதுனால எத்தனையோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லிப்டிங் அந்த காரியங்கள் எல்லாம் எனர்ஜின்னு சொல்ற அந்த காரியங்கள் ஒரு இரும்போடு அஞ்சாயிரம் எடையுள்ள என்ன பண்ணலாம் தூக்கி நிறுத்தலாம் எந்த அந்த மேக்னட்டோடு கூட இந்த இரும்பு அட்டாக்டா இருக்கு இட் ஹஸ் தி பவர் டு கேரியアウト த ஐர கலக்கான இடையில் உள்ள எந்த பொருட்டும் சுமக்கு கூடிய ஒரு வலிமையும் ஸ்ட்ரெngth உம் அது கொண்டாகிறது ஆனா தி மொமெண்ட் அந்த மேக்னட்ல அந்த பவரோ அல்லது இந்த இந்த அயன் அந்த மேக்னிட்டிவிட்டி டிஸ்கனெக்ட் ஆக்சன் ஆயிடும் டஃப்ன கிரல் யூ சீ த தி சிமிலர்லி இந்த வசனத்தின் படி என்ன சொல்லப்படுகிறது செய்யக்கூடிய ஒரு மாப்பெரும் மாப்பெரும் சக்தியும் மாப்பெரு எனர்ஜியும் வலிமையும் நமக்கு ஒரு முறை ஒரு பாஸ்டர் தன்னுடைய சபையில இருக்கிறதான ஒரு பதிமூணு வயது இருக்கிற ஒரு பையன் சுகவீனத்தினுடைய உச்ச கட்டத்துல போய் அவன் மறிக்கிற நிலவரத்துல இருக்கும் பொழுது அவருக்கு அழைப்பு வருகிறது போய் பார்க்கிறான் அந்த பாஸ்டர் போய் அவனோட அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அப்போ அந்த தாயாரையும் இந்த பிள்ளையும் பார்க்கும் பொழுது பாஸ்டருக்கு ரொம்ப உடம்பு அல்லது உள்ள முட்டைந்து அவர் அழுகிறார் அழுதுகோடு எப்படி இவ்வளோ ஆறுதல் படுத்த போகிறேன் இந்த தம்பிக்கு வேறு நேரம் சொல்லிட்டாங்க இனோ தாய் கால்ட பாஸ்டர் கிட்ட வர சொல்லி அவர் காதில் ஒன்று சொன்னான் இப்போ சொன்னா ஐஎம் ஸ்ட்ராங் இன் நேம் அப்படின்னு சொன்னான் பாஸ்டருக்கு அந்த அழுகு எங்கே நின்றுதுன்னே தெரியல தண்ண நினி வெப்பட்ட இங்க ஒரு வீக் பாடியோடு கூட வேதனையோடு கூட பெய்னோடு கூட தாங்க வழியோடு கூட படுத்துக் கொண்டிருக்கிற ஒரு சிறு பையன் சொல்லுகிறான் நான் அவருக்குள் வலிமையாக இருக்கிறேன் நான் அவருக்குள் மிகவும் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய காதல விசுமன அந்த காரியம் அவர் மிகவும் ஆறுதல் படுத்தி குடும்பத்தை தேற்றவும் அவ புரிஞ்சுக்கிட்டாரு ஓ நான் தான் பலவீனமா இருக்கேன் இந்த பையனில் என்ன எனக்கு என் கண்களில் பார்க்கும் போது இந்த பையனுக்கு ஆனால் உண்மையில என்ன காட்டிலும் அதிக ஸ்ட்ரென்த் இந்த பையனுக்கு இருக்கிறது என்றதே அந்த சொல்லும் பொழுது நீங்கள் என்ன கேட்டகிர நீங்க பார்க்கலாம் சில huh? நேரத்தில் இன் தி அவுட்டர் స్ట్రெngth அண்ட் தி இன்னர் స్ట్రெngth கம்பைன் பண்ணி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. அப்போ நாம கேட்டகரைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில காரியங்கள் வுட்டஸ்ட்ரெngth ரெண்டபிள் பண்ணிடலாம். சில காரியங்கள் இன்னர் స్ట్రெngth ஆல் மட்டும் தான் பண்ண முடியும். சில காரியங்கள் அவுட்டஸ்ட்ரெngth உம் இன்னர் స్ట్రெngth உம் சேந்து பண்ணக்கூடிய வேலைகள். اكو முன்பாக நாம் இந்த ஸ்ட்ரென்தை குறித்து நாம் இந்த சோர்ஸை குறித்து நாம் படிக்க போறோம் ஒன்னு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஒன்னு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் என்ன வாசிக்கிறோம் அவர் வல்லமையும் நாடுங்கள் சமூகத்தை நித்தமும் அவர் கத்தனையும் அவருள்ள ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் The strength in the Lord In English, in 1 Chronicles 16, 17, 16 and 11 The strength in the Lord In the first time, every one of the people who are in the world That is the most important thing Can you say that? Seek the Lord and His sins Seek His face but He is Amen Seek the Lord and His strength Say it Strength So Stinch. in the strength of the source Use right in the source, such a powerful source, the one who created all kinds of energy, the one who created all kinds of strength. If you seek them, mm if you seek them, if you seek them, if you seek them, if you seek them strength, you will be honest in the strength. How many of you have boosted today morning? Mm -hmm. Amen. <laughs> yes, Ajit has boosted you. Right? Isn't it? Good. how many effort come complaint a tea coffee come on we take this because we need some energy we we want so tennis lam paareng tennis games vand very strenuous la right? so let like takes like 5 hours 6 hours bladder matches nam paapam and the matches lam but you ninga know? ஒரு எனர்ஜி ட்ரிங்கோ ஒரு வாழைப்பழம் ஏதாவது I love tennis actually. I watched this, some of the very, very beautiful uh, matches. But if you see, it needs a lot of strength, physical strength. But here, the Lord and his strength. Then, in the world, they are very strong. நாடுங்கள் அவகத்தையே அவ சமூகத்திலேயே நாடுங்கள் என்ற அவரு சமூகம்தான் நமக்கு இந்த ஸ்ட்ரென்தாக இருக்கிறது எனக்குள்ள <PM> இருக்கிறது <changing related toöstakai> சொல்லுங்க பார்க்கைலும் அவருடைய வல்லமையும் நாடுகிறது என்னுடைய my strength comes from lord because he is my strength yathragam 15 2 la nam enna vasikkrom yathragam a engilum anavar kattaren belanum ellarum solunga paakala kattaren belanum engeedum malavar come on everyone celebrate the strength. How many of you have this strength own your fear this strength own your strength Hallelujah. Hallelujah! The Lord is my strength. Hallelujah! That's why I am the one who is my strength. That's why, if you have a small strength in this world, the main source is that whatever you have to do, you will be able to save others. Amen! Are you understanding it? Amen! Are you understanding it? ஒரு சில சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கிறவர்களும் சரி எனக்கும் சரி இந்த பாதையில் நான் இம்மட்டுமாக ஓடுவதற்கு ஒரே ரீசன் லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த்யா ஒவ்வொரு வாரமும் அது கடைசி ஒரு ஒரு நான்கு ஐந்து வாரமாக பல விதங்களில் தெர் இஸ் சம் ட்ரையல்ஸ் ஃபார்மி போன வாரத்தில் என்னோட கைகளில் என்ன சொல்லியிருந்த இந்த கைகளில் நகை சுற்றி வந்து நான் கைகளுக்கு கூட தட்ட முடியாத ஒரு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சின்ன காரியம் தான் வெளியான விடு அந்த நேரத்தில் அண்டே தாங்க போறேன் அவங்க இன்னொரு ரெண்டு வீட்டுக்கு கூட்டு போனாங்க யாரும் மிலிட் போக வேண்டிய தம்பிக்காக they don't know what is holy spirit power and the wekiller kadalu peram and kavi shetha petta. amen. நம்முடைய பலவீனத்திலே நாம் மேன்மை பாராட்டதற்கு reason because jesus is our strength hallelujah. hallelujah it is not our strength jesus himself reveals a strength hallelujah hallelujah let in the paadi nam odamudiyadu பாதையில் வர சோதனைகளை சந்திக்க முடியாது இந்த பாதையில் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்னு முதலாவது அவருடைய ஒரு படி மேல பார்த்தோம் அவரே நம்ம ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு என்ன கொடுக்கிறாரா sent to kudukiravaraga irukkira sangeedham 29 11 la we read god gives strength to his people kattathama janangalukkena kudupa come on you can be assured you can be assured the finest source of energy the finest source of strength இந்த உலகத்தில் தேவன் உங்களை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு ஒரு காரியமும் தடையா இருக்க முடியாது நீங்கள் தேவன் உள்ள பிளனா இருப்பீர்கள் என்ற Do you understand? Sometimes Satan might come and tell you, you can't do this thing. You can't do this, you can't do it. You can't do it, you can't do it. You can't do it. You can't do it. You can't do it. You can't do it. You can't say negative sounds hum, energy hum, varagil, and energy. The, the Lord is my strength. Hallelujah! There okay, yeah. is a God that is in the world. There is a God that is in the world. Hallelujah! மிக முக்கிய காரியம் அதிகாரம் இந்த பலனை நாம் எப்படி பெற்றுக் கொடுக்கிறோம் அடைவார் நீங்க ரோட்ல ஒருத்தருக்கா காத்திருந்தீங்க புதுவெல்ல அடைந்து கழுதுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் This is how it is. They are not weary, they are not tired. They may run, they may walk, they sit, but they are in strength with God. Hallelujah! Hallelujah! Do you understand? It's not a big deal. That's why the devil is coming to the face of God's face. It's not a big deal. Do you understand what it is? Do you understand? கழுகு தெரியல உங்களுக்கு சீக்ரெட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அதில் பார்க்கும்பொழுது நம்ம பார்க்கலாம் கழுகு உடைய ஒரு மெயின் குவாலிட்டியே தன்னுடைய சிறகுகளை அது பிடிச்சி பிடிச்சி இறக்கி அது பண்ணும்பொழுது பயங்கர வலிக்குமா ஆனால் அதுக்கு தெரியும் இது பண்ணால் எனக்கு புது பெலன் உண்டாகும் கழுகு முழு மொட்டை அடைந்து ஒரு சில நேரத்தில் வில் பிகம் அ பால்ட் பால்ட்டுன்னா அப்படியே முழு மொட்டை அடைந்த ஈகிளை பார்ப்பீங்க ஏன்னா அதுதான் பெலன் அடைகிற நேரம் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் என்ன சொல்றது 30, uh. But they, the they who wait for the Lord, in our translation, they who hope in the Lord, they receive strength, strength like an eagle. They put their hands on their hands, so they put their hands on their hands, and they put their hands on their hands on their hands. enna in the morning time i have received a new strength sollra ungala konduvoma enna let's be strong in the strength now efficiency r 20 r 10 la in the bellan la nam innaaganam urudhiya irukka பெற்றவர்கள் என்ன இருக்கணும் இருக்க வேண்டும் ஸ்ட்ராங்காக இருந்து ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் சங்கீதம் நூத்தி பதினெட்டுல சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி ஆறு சங்கீதம் நூத்தி பதினெட்டு ரகசியத்தை இரண்டாவது கத்தரையே அடுத்ததாக நாம் இந்த பெலன்ல உறுதியா இருக்க வேண்டும் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் பார்த்தோம் எழுபத்தி மூணு இருபத்தி ஆறு என்ன சொல்லுகிறது தேவனின் ஒரு நேரத்தில் மாம்சமும் என்னப்படுது துவண்டு போகிறது ஆனால் ஆனால் என்ன பங்கும் 73-26 My heart God is the strength of can you என்னுடைய மாம்சமும் என்ன ஆகிறது யாரோ ஒரு வார்த்தை சொல்லும் நம்முடைய என்ன ஆகுறது துவண்டு போயிடுது ஒரு பாஸ் நமக்கு பிடிச்சது ஒரு காவியத்தை கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்றது துவண்டு போயிடுது நம்மளால் ஒரு காவியத்தை முயற்சி செய்து செய்ய முடியாமல் போது துவண்டு போய்கிறது மற்ற உதவிகளோ வரும் நாம் but, remember, but says david, king david is is telling, my flesh, my heart, faith, but lord is my my flesh, heart, heart, lord strength of hallelujah, amen! 118-114, <laughs> 118 to 14, no? we see this thing, amen! அவர் என்னவர் என் கீதமும் என்னை அருமையான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் பலத்துக்காக நாம் தினந்தோறும் சாப்பிடும்னா அவ்வளவுதான் தலை சுத்த சில பிள்ளைங்க அடிக்கும் செய்ய மாட்டியா complent boost garlics viva maltova ensure now the latest one which i drink you all take this to make a flush our heart be strength that is what the utmost strength of a source so now we coming back to this you know i was categorizing the strength strength right? la outer strength and inner strength some of the works you can do with the outer strength enna available nam outer strength la mulama seyla come on there are a lot of things sports sports gym mm. all your work activities in chennai நடக்கிறது உட்காருது சாப்பிட்றது எழுந்துக்கிறது வேலை செய்கிறது துணி துவைக்கிறது சமைக்கிறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு அவுட்டர் ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக அவசியம் அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியும் நம்ம ரொம்ப கவனமாக நமக்கு தெரியும் ரைட் கீரை சாப்பிட்டா இது கிடைக்கும் இதை சாப்பிட்டா இது கிடைக்கும் என்றதை நாம் தெளிவாக இருக்கிறோம் அவுட்டர் ஸ்ட்ரென்த்தில் செய்யப்படுகிற காரியம் There are certain works which you can do only when you have inner strength. When you have inner strength, you can do all the things that you can do. What's that? Look at you. If you want to do it in your life, you can do it do you you in your life. Why? The life is not able to do it, you do it. Yeah. You in your life. Did you tell me that? அது அஞ்சு நிமிஷம் சில பரிசுத்தான்கள் பார்த்தோம்னா ரொம்ப பலவீனமா இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மத தெரீசா அவர்கள் அவர்கள் முதலாவது இந்த கிறிஸ்டோகி மத்தியில் போய் வேலை செய்வேன் என்று தீர்மானித்த பொழுதுஸ் எக்ஸாமின் அவங்களுடைய வரும்பொழுது அப்போ அவங்களுக்கு வந்து சிறு வயதிலேயே பதினாலு வயதுல இருந்து அவங்களோட உடம்புல ஒரு விதமான ஜுரம் இருக்கு குணமாக்க முடியாத ஜுரம் ஒவ்வொரு பாடி டெம்பரேச்சர் தேர்ட்டி சொல்லுவேன் அவங்களுடைய கிருமி ஸ்ட்ரென்த் ட்ரெயின்ல போகும்பொழுது தொட்டத நேர்ல கண்டதுனால அந்த தரிசனம் avrulku or insistent kodutide why can't you do that thing i did i touched leper you and you go and touch the leper touch it <laughs> you see she died at the age of very very mature age right 84 avanga marikkumude and the and the edathile aase kondurunu paathanglam she said no i lived from my beginning lendey aase lamarde Another AC went on to do that. She said, no AC, she's not even a fan. I'm a room like a fan, couldn't it? We went in 2012. Such a meek person, God has used. Parishutta Paul ஆண்டவராகி தேவனைகள் போல வந்ததுன்னு சொன்னாங்க Oh my God, that strength and all, you know, probably next week I will quote that verse. You know, they have to be able to achieve 30 years of youth and 30 years of age. If you have to achieve 30 years of age, they have to be able to achieve 5 years of age. Jesus was bruised only one time, 39 times. But St. Paul was bruised like that. So, that's it. I don't want to be able to live in my life, I don't want to live in my life, I don't want to live in my life. ஒருமுறை ஒரு தீவுக்கு அந்த தீவு கப்பல் என்னது புயல் காற்றுனால அந்த ஓரம் ஒதுங்கிறது அந்த தீவுக்கு போகும் பொழுது அங்க இறங்க ஒரு விஷ பாம்பு கடிச்சிருது அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க ஐயோ இவன் பாவியான மனுஷன் புயலுக்கு தப்பி இங்க துளத்துல போட்டு அமைதியா இருக்க ஆரம்பிச்சாங்க ஒரு strength yes god created us with strength in the strength illana nammala vaalamudi andada velai seiyamudiyadu in the strength, strength. strength. ana in the god, strength nam is sandhirndu idu dhan namude belan idu dhan enoda source endru vaalvathu or saadhaana manithudaiya madinam endru solalam inge daavidha enna solraaru in maamsamum en irudhiyum to and to wonderful it my fail but the lord is my strength of my art anda en irudhi tinudaiya avare belanaga and that is a certain things you cannot do without the inner strength in the inner strength is very important third aspect sometimes you need the outer strength plus inner strength together in your profession in your excellence in everything else what you do இந்த காலவெளியில் தெய்வ பிள்ளையை பண்ணுவது மிக மிக அவசியம் அதையும் அடிக்கடி சொல்வாங்க இந்த சுவரையும் கற்றுக் கொடுத்து இந்த ஆலயத்தையும் அந்த வெளி ஸ்ட்ரென்த்தையும் நாம் கட்டி எழுப்பதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும் Now I, I I really appreciate initially ana ip mari danga nenaikira namba tambi or ando and sollara coffee lam kudikama tea lam kudikamaaten i want to preserve this body yes you need to be cautious you need to know what what gives you strength what what keeps up your strength ya you nishchan but namra source adu illa but ando namak kodutha de gavanamaga build pandradhiliyum nam gavanamaga இரண்டாவது மிக முக்கியமான is in my heart நம்முடைய <laughs> காரியங்களுக்கு <laughs> சேர்ந்து <laughs> அடுத்த வார்க்க போ அடிச்சேன் கரடியை கொண்டு போட்டேன் கொண்டு பட்டுறேன்னு சொல்றார் அவருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அசல்ட் இருந்து அந்த இவர பார்த்தேன்னா நான் போற போக்குல ஒரு சிங்கத்தை பார்த்தா கிழிச்சு போட்டேன் வரும் பொழுது பார்த்தா அதுல செயின் கூடு கட்டிந்து வரும் பொழுது அந்த செயின் குட்டியே கழிச்சு செயின் குட்டே எடுத்து வந்து கொடுத்தேன் அப்படி சொல்றாரு 300 நரியை பிடிச்சி ஒவ்வொரு நரியோட வெள்ள இதல்ல வீபந்தத்தை கட்டி அதை எதிரினோட பாலைத் திருடட்ட அப்படின் அசல்ட்டா சொல்றார் யர்ஸ்ட் ஸ்ட்ரெங்த் அ மைட்டிஸ்ட் ஸ்ட்ரெங்த் பட் हाउ டே யூ யூஸ் இந்த பாதுகாத்தார்களா அவருடைய சிவந்த மேனியும் நல்ல ரூபம் இருந்தான் he had a good shape he had a beautiful eyes adagi country nalla roopam he was built because he was he, he, you know avar enna pannit irundar adu micra velayila avar nalla exercise panu odi adi nalla avarude builda vechiranga yeah good food yeah good food he was cautious about how to build this how to strength also how to body மாதிரி ஒரு பராக்கிரமசாலி நியாயாதிபதிகள வாழ்க்கை வந்து இது இருக்கும் சொல்லுது அவன் உயிரோடு வாழ்ந்த காட்டிலும் அவன் சாகும் பொழுது அடித்ததுதான் அதிகமா இருந்துச்சு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தது பட் பயன்படுத்தாலும் அவர் அந்த நிலைத்திருக்க முடியவில்லை அதனால என்ன ரகசியம் என்பதை குறித்து அடுத்த வாரத்தில் God, yeah, man, Jesus, I do know this. Shall we all stand up together? Let me learn the name of my mom.